ஹலோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க நீங்கள் நான் நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஹாட்டிங் போட்டு விடுங்க நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாங்க நம்ம ஸ்டெக்டாக வீடியோக்குள்ளே போலாம் tontoma tontoma tontoma tontoma tontoma tontoma tontoma tontoma tontoma tontoma tontoma tontoma காய்ஸ் நானும் என் டீமு யோசிக்க சொல்லுற மாதிரி வெயில் கஷ்டப்படுற போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து நம்ம எங்களால் முடிஞ்ச உதவிக்கு ஜூஸு ஸ்நாக்ஸு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் என் டீமு டிசைட் பண்ணிட்டு போய் வாங்கி கொடுக்குறோம் வீடியோ பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க